ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இயர் from ஃப்ரம் சிறுமுகை கைமுத்தூர் டிஸ்ட்ரிக்ட் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பிளைன் வெரைட்டிஸ் ஆஃப் சில் சாரீஸுங்க வாங்க ஒவ்வொரு சாரியை பார்த்துடலாம் இந்த வீடியோவில் நம்ம 3 வெரைட்டிஸில் பிளைன் சேரீஸ் தாங்க பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு சேரீ உடைய நம்பர் டூ ஃபோர் டூ ஸாரி நம்பர் டூ ஃபோர் டூ கலர் இங்கு ப்ளூ கலர் இந்த சாரியில் body ஆஃப் ஸாரீ blouse எல்லாமே பிளைனாக இருக்குங்க பல்லு மட்டும் டிசைன் இருக்கும் அண்ட் பாடியில் டாப் அண்ட் பாட்டமில் த்ரீ லைன்ஸ் அந்த ஸ்ட்ரைப்ஸ் இருக்கும் சேம் அந்த ஸ்ட்ரைப்ஸ் வந்து ப்ளவுஸ் போர்ஷன்லேயுமே இருக்குங்க பல்லுவில் இருக்கக்கூடிய டிசைன் வந்து கோல்டு டெஸ்ட் டிசரிங்க இது டபுள் வார்ப்பு சாரீ ஹேண்ட்லூம் மேய்டு கைத்தறியில் என்ன சேவ் பண்ணால் ப்யூர் சில்க் ஒவ்வொரு சாரீ கூடையும் கட்டாயம் சில்க் மார்க் டேக் வந்துடும் இந்த சாரியுடைய ப்ரைஸ் ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஐயாயிரத்தி நம்பர் டூ சரியுடைய கலர் க்ரீன் dark green, இதுமே பல்லூவில் ஒர்க் இருக்கக்கூடியது தாங்க சாரியுடைய லென்த்து கண்டிப்பாக சிக்ஸ் பாயிண்ட் டூ மீட்டர்ஸ் இன்க்ளூடிங் இருக்குங்க ப்ளவுஸுடைய லென்த்து எபவ் செவன்ட்டி சென்டிமீட்டர் வித் ஆஃப் த சேரீ ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இருக்குங்க இதோடைய பிரைஸ்மே ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ரூபீஸ் கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் நாலு ஆப்ஷன்ஸ் இருக்குதுங்க எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணி மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஸேரீ நம்பர் டூ டபுள் ஃபோர் சேரீடைய கலர் பிங்கிஷ் ஆரஞ்ச் டபுள் ஷேட் இதுலேயுமே பல்லூல ஒர்க் இருக்கக்கூடிய சேரீ தாங்க ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இது எல்லாமே பியூர் சில்க் சாரிங்கிறதுனால கண்டிப்பாக ட்ரை வாஷ் மட்டும்தாங்க பண்ணணும் நார்மல் ஹேண்ட் வாஷ் பண்ணக்கூடாது டபுள் ஒர்க் சாரிங்கிறதுனால எக்ஸ்ட்ரா நீங்கள் எந்த ஒர்க் வேணாலும் இந்த சாரீஸில் ப்ளவுஸில் தாராளமாக பண்ணிக்கலாம் ஸேரீ நம்பர் டூ ஃபார்ட்டி ஃபைவ் ஸாரீ கலர் ப்ளூ கலர் இந்த சாரிலேயுமே பல்லுல ஒர்க் இருக்கக்கூடியதுங்க ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குதுங்க கேஷ் ஆன் டெலிவரிக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் டூ ஹண்ட்ரட் புக் பண்ணும்போதே பே பண்ணாதான் உங்கள் ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணி பார்சல் சென்ட் பண்ணுவோம் பார்சல் ரிசீவ் பண்ணும்போது சேரீடைய ப்ரைஸ் நீங்கள் கேஷ் கொடுத்து பார்சல் வாங்கிக்கலாங்க இந்த சேரீ பொறுத்த வரைக்கும் இது வந்து டபுள் ஷேட் ஆகிருக்குதுங்க blue blue blue color blue and அந்த ஒரு இருக்கு கலர் குங்குமம் red color அதாவது orange ஆரஞ்சுன்னு சொல்ல முடியாது red ரெட் சொல்ல முடியாதுங்க இருக்கு, red and orange மிக்சிங்ல இருக்கு இது நம்ம இப்போதைக்கு ஒரே பேட்டர்ல பார்த்துட்டு இருக்கோங்க அதாவது பாடி ஆஃப் சாரி பிளவுஸ் பிளைன்லேயும் பல்லு மட்டும் ஒர்க் இருக்கக்கூடிய சாரி பார்த்துட்டு இருக்கோம் ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இது வந்து டார்க் கிரே கலர் இதுலேயுமே பல்லு உள்ள டிசைன் இருக்குங்க international இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் அவைலபுளாக இருக்குதுங்க இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்க்கு ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வருங்க ரிட்டன் பாலிசி பொறுத்த வரைக்கும் சேரீ உங்களுக்கு டேமேஜாக வந்ததுனாலோ அல்லது நீங்கள் புக் பண்ண சாரி இல்லாமல் வேறு சேரீ வந்ததுனாலோ தாராளமாக அப்ரோச் பண்ணலாம் கலருக்கோ குவாலிட்டி இஷ்யூஸ்க்கோ அண்டு கைத்தை மார்க்ஸ்க்கோ கண்டிப்பாக ரிட்டன் possible இல்லைங்க அதே மாதிரி ரிட்டர்ன் அப்ரோச் பண்ணுறீங்கன்னா கம்பல்சரி பார்சல் ஓப்பனிங் வீடியோ வேணுங்க ஒரே வீடியோவிலையே நீங்கள் ஓபன் பண்ணி பார்த்து அதாவது பார்சல் ஓப்பன் இருந்து சேரியில் எதாவது டேமேஜஸ் இருந்தால் அதே வீடியோலேயே மென்ஷன் பண்ணுங்கள் கட் பண்ணி வீடியோ எடுக்க வேண்டாம் ஸாரீ நம்பர் 248 ஃபோர் எயிட் வரைக்கும் நீங்கள் பார்த்தது 5200 தௌசண்ட் ஏன்னா அந்த பல்லூலில் மட்டும் டிசைன் இருக்கும் பாடியில் அந்த த்ரீ லைன் ஸ்ட்ரைப்ஸ் வந்துருக்குங்க இப்போ நம்ம பார்க்குறது டாப் அண்ட் பாட்டமில் கோல்டு டெஸ்டர் ஜெரியல பார்டர் வந்துருக்குங்க அந்த பார்டர் வந்து உங்களுக்கு பிளவுஸ் போர்ஷன்லையுமே வந்துடுதுங்க அண்ட் பல்லுள்ள டிசைன் இருக்கு இந்த சாரியுடைய பிரைஸ்மே ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஒன்லி ஐயாயிரத்தி இரநூறுபாங்க சாரியுடைய கலர் இது வந்து டார்க் வைலட் கலர் சாரி நம்பர் டூ இந்த கலர் பிங்க் கலர் இந்த சாரி பல்லு டிசைனு டாப் அண்ட் பாட்டம்ல த்ரீ ஸ்டைப்ஸ் மட்டும் பிரைஸ்மே ஹண்ட்ரட் ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன் சிங்கிள் சாரி கூட நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம் இந்த சாரியில பல்லுல டிசைன் இருக்கு இந்த சாரி கலர் டார்க் கிரீன் கலர் பாடியில் ஸ்ட்ரைப்ஸ் வந்துருக்குங்க அண்ட் ஆல்சோ டாப் அண்ட் பாட்டமில் த்ரீ லைன் அந்த ஸ்ட்ரைப்ஸ் வந்துருக்கு பல்லூல டிசைன் இருக்கு ஸோ அதனால இதோடைய பிரைஸ் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நம்பர் 251 இது வந்து பேஜ் கலருங்க இது வந்து ஒரு கோல்டு பெய்ஜிங்கில் இருக்கு கோல்டன் பெய்ஜ் அப்படின்னு சொல்லலாம் அதாவது கோல்டு ஃபினிஷிங்கில் இருக்கிற மாதிரி இருக்கும் சாரி கலர் beige கலர் இதுமே பாடியில் உங்களுக்கு stripes வந்திருக்கும் அண்ட் ஆல்சோ பல்லுள்ள டிசைன் டாப் அண்ட் பாட்டம் த்ரீ ஸ்ட்ரைப்ஸ் லைன்ஸ் வந்துருக்கு இதோடைய பிரைஸ்மே ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் நெக்ஸ்ட் சாரி நம்பர் டூ இது வந்து டபுள் ஷேட் pinkish orange இந்த சேரீமே ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் பாடிலெஸ் ஸ்ட்ரைப்ஸ் டிசைன் இருக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்குற சாரீஸ் எல்லாமே டபுள் ஒர்க் சாரீஸுங்க பிளைன்ஸில் கொஞ்சம் வெரைட்டிஸ் நம்ம பண்ணியிருக்கோம் அதாவது நார்மலாக புட்டாஸ் போடாமல் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா கொஞ்சம் வெரைட்டிஸ் காமிச்சிருக்கோம் அதனால் இந்த ப்ரைஸுங்க ஸாரீ நம்பர் டூ சாரி நம்பர் டூ ஃபைவ் த்ரீ இதுவுமே ஃபைவ் ரூபீஸ் பாடிலெஸ் ஸ்ட்ரைஸ் வருதுங்க பல்லு உள்ள டிசைன் வருது சேரீடைய கலர் பார்த்துட்டிங்க அப்படின்னா மஸ்டர்ட் Yellow and Green ரெண்டு காம்பினேஷனுங்க டூயல் டோன் மஸ்ட் Yellow and Green, மிக்ஸிங்கில் இருக்கு ஸோ இந்த மிக்ஸிங்கில் பார்த்துட்டிங்கன்னா இப்போ நிறைய டிசைன்ஸில் நம்ம வந்து சேரீஸில் போட்டிருக்கோம் ஈவன் புட்டா ஸாரீஸ் பார்டர்லெஸ்ஸு பார்ட்ரு எல்லாத்துலேயுமே கொஞ்சம் போட்டிருக்கோம் அந்த கலர்ஸில் கூட அந்தந்த டிசைன்ஸ் வரும்போது நம்ம உங்களுக்கு சொல்கிறோம் நெக்ஸ்ட்டு சாரி நம்பர் 254 இது பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆல்கே க்ரீன் அண்டு ஒயிட் காம்பினேஷன் ஆல்கே க்ரீன் அண்டு ஒயிட் காம்பினேஷன் இதுமே பாடியில் வந்து ஸ்ட்ரைப்ஸ் வந்திருக்கு அண்டு பல்லுள்ள டிசைன்ஸ் வந்திருக்கு. சேம் இந்த கலரும் வந்து நிறைய வந்து ஃபஸ்ட் டைம் போடும்போது கேட்டிருந்ததுனால அடுத்தடுத்த டிசைன்ஸுக்குமே நம்ம இந்த கலர்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் வேற வேறு டிசைன்ஸில் வரும் சாரி நம்பர் 255 இந்த சாரி கலர் டபுள் ஷேட் ப்ளூ அண்ட் ரோமர் க்ரீன் மிக்சிங்கில் இருக்குங்க டபுள் ஷேடுங்க ப்ளூயிஷ் க்ரீன் தான் இதுவுமே பாடியில் ஸ்ட்ரைப்ஸ் அண்ட் பல்லு உள்ள டிசைன் ஃபைவ் தௌசண்ட் இந்த வீடியோ வெரைட்டி சாரி நம்பர் இந்த சாரில பார்த்தீங்கன்னா பிளவுஸ் ஒரே டிசைன்ல இருக்குங்க பாடின்ல இருக்கும் சாரியுடைய பிரைஸ் 5700 தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் சில்வர் டெஸ்ட் சரிங்க இப்போ இந்த பல்லுவில் என்ன டிசைன் வருதோ அதுவே தான் உங்களுக்கு இந்த ப்ளவுஸ்லையுமே வந்துடும் ஸோ பல்லு அண்ட் ப்ளவுஸ் பார்த்துட்டிங்கன்னா ஒரே டிசைன் கலர் பார்த்துட்டிங்கன்னா கோல்டன் எல்லோ கலர் ஸாரீ கலர் கோல்டன் எல்லோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரே கலருங்க நெக்ஸ்ட்டு சாரீ நம்பர் 257 இது வந்து மெஜெண்டா கலர் சாரி கலர் மெஜெண்டா பல்லுவன் ப்ளவுஸ் ஒர்க் இருக்கக்கூடியதுங்க ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த சாரீஸாக நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக புக் பண்ணிக்கலாம் ஒன்லி WhatsApp மூலமாக மட்டும்தான் புக் பண்ண முடியுங்க இது வந்து unique pieces அண்டு இந்த பிளைன் வெரைட்டிஸில் ப்ரொடக்ஷன்ஸ் நம்ம வந்து இப்போ கம்மி பண்ணிட்டதுனால கம்மியான பீசஸ் தாங்க வருது ஸோ அதை நம்ம ஆன்லைனில் தான் ஷோ பண்ணுறோம் நேரில் ஷாப்பில் கூட இவ்வளோ சாரீஸ் பிளைனில் இல்லைங்க ஸோ நீங்கள் பிளைனில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆன்லைன்லேயே வாட்ஸ்அப் மூலமாக புக் பண்ணிக்கலாங்க சாரீ நம்பர் டூ ஃபைவ் எயிட் அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறோம் ஆன்லைனில் நம்ம ஷோ பண்ணுற சாரீஸ் வந்து வாட்ஸ்அப் புக்கிங் மட்டும்தாங்க நேர்ல ஷாப்பிங்க்கு வந்தீங்க அப்படின்னா இருக்காது ஏன்னா இது எல்லாமே யூனிக் பீஸஸ் இப்போ இந்த டிசைன் இந்த கலர் வந்து ஒரு பீஸஸ் ரெண்டு பீஸ் தான் அவைலபுளாக இருக்கும்போது நம்ம வீடியோவில் ஷோ பண்ணும்போதே வாட்ஸ்அப்பில் அது புக்காயிரும் அப்போ அதை ஷாப்பில் கண்டிப்பாக வச்சுருக்கவே முடியாதுங்க நீங்கள் யூடியூப்பில் பார்க்குற சாரீஸ் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இமீடியட்டாக வாட்ஸ்அப் மூலமாகவே புக் பண்ணிக்கலாங்க ஷாப்புக்கு வந்தீங்கன்னா வேறு கலெக்ஷன்ஸ் வேறு கலர் சாரீஸ் வந்து அவைலபிளாக இருக்குது இப்போ நீங்கள் பார்த்த கலர் சொல்லிடுறேன் டூ இந்த டூ ஃபைவ் கலர் மஸ்டர்ட் எல்லோ அண்டு க்ரீன் காம்பினேஷன் சேரீ கலர் மஸ்டர்ட் எல்லோ அண்ட் க்ரீன் காம்பினேஷன் ஃபைவ் தௌசண்ட் இந்த சாரீஸ் எல்லாமே டபுள் ஒர்க் சாரீஸ் ஹேண்ட்லூம் மேடுங்க சிறுமுகை அண்டு சிறுமுகை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் நெசவு செய்யப்பட்ட சாரீஸுங்க ஒவ்வொரு சாரியுமே இந்த சில்க் மார்க் சர்டிஃபிகேஷனோட தான் உங்களுக்கு வருது பிடிச்சிருந்ததுன்னா வாட்ஸ்அப் மூலமாக கான்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்